அவன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தன்னோட அப்பா அம்மாவ நல்லபடியா கவனிச்சுகிட்டான் அவன் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்வான் அப்புறம் மதியத்தில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு கடையில வேலை பார்ப்பான் ஒரு நாள் அவன் கிராமத்து நதி கிட்ட வந்தான் அப்புறம் சில மீனவர்கள் அங்க பேசிட்டு இருந்தத பாத்தான் இங்க பாருப்பா இந்த நதியில பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு தங்கம் போல மீனுங்க இருக்கு நாம நந்த பட்டவங்களா இருப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருந்த மீனவர்கள் அவங்க பிரச்சனையை எடுத்துக்கிட்டு கிராமத்து தலைவரை சந்திக்க போன போது அப்ப தலைவர் என்ன அறிவிச்சாருன்னா மரியாத குடுக்கடும் அஞ்சு லட்ச பரிசும் சொல்லுங்க அப்படி செஞ்சு காட்டுறவங்க யாராவது இருக்காங்களா அப்பதான் பப்ளூ தன்னோட கைய நீட்டி என்ன சொன்னாருன்ன தலைவர் ஐயா எனக்கு ஒரு பத்து நாள் டைம் அத முட்டால் நீ இதுக்கு தீர்வு காண போறியா போயிட அப்படி சொன்னதுமே பப்ளூ அங்க இருந்து போயிட்டாரு ஆனா தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு இது போல அவரு நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சாரு அவர் கிட்ட மீதம் இருந்த எல்லாத்தையும் அந்த பணத்தை வச்சு சில மிஷின்கள் மோட்டார்கள் செஞ்சாரு அத மோட்டார் மூலமா ஒரு மூங்கில் ட்ராக் போல செஞ்சு முடிச்சிட்டாரு அப்புறம் தலைவர் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா தலைவரையா நான் எப்படி சொன்னனும் அதே மாதிரிதான் செஞ்ச அதிர்ச்சி அடைஞ்சாங்க போன போது பெரிய பெரிய நிறைய மீன்கள் வந்து மூங்கில் தொட்டிக்குள்ள விழுந்துச்சு அத பார்த்துட்டு மீனவர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அற்பதான் நீ உண்மையிலேயே கலக்கிட்ட போ இத்தனை வருஷம் நாங்க எதுக்காக காத்திருந்தோமோ அதை சொன்ன மாதிரி பப்ளூவுக்கு அஞ்சு லட்சம் ஒரு படிக்காதவரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சாரு ஏழையின் பண டிராக்டர் வீடு சோன்பூர் கிராமத்துல ராமுங்கிற பெயர் கொண்ட ஒரு பையன் இருந்தா அவன் ரொம்பவே புத்திசாலி உழைப்பாளியும் கூட ஆனா பாவம் அவன் ஒரு அப்பாவையும் கூட அவன் உடல் நலம் சரியில்லாமிடுச்சு அது அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே ஒரு நாள் டிராக்டர்ல சாமான் ஏத்திக்கிட்டு ராமு இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது அப்பா திடீர்னு அவனோட டிராக்டர்ல இருக்கிற டிராலி உடஞ்சி போச்சு ியோட ஒர்க் போன அத பாத்து கர்மு அவங்கிட்ட என்ன சொன்னாருன்னு ஏன்பா ராமு நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா உங்ககிட்ட நான் எத்தனை தடவைப்பா சொல்றது பேசாம இந்த டிராக்டரை விட்டுடு இந்த டிராக்டர் ட்ராலி இப்ப பழசாயிடுச்சு ஒண்ணு இதும்ன சுங்கரங்கம்மா முதல்ல பணச்சுரங்கு உனக்கு தெரியுமா இந்த உன்னோட பா, கர்ணு மேத்திரி கிட்ட ரிப்பேர் பண்ண விட்டுட்டு போன ஆனா மகேஷ் சொன்னது அவன் மனச உறுதிக்கிட்டே இருந்தது அப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அதாவது டிராக்டர் ட்ராலில பண வீடு எப்படி இருக்கும்னு இன்டர்நட்ல ஒலிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் தன்னோட மர வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வெவ்வேறு நாடுகளோட நோட்டுகளை டிசைனும் பண்ணான் அது பாக்கறதுக்கு உண்மையான அசல் நோட்டு மாதிரி இருந்தது இப்ப ராமுவோட பண டிராக்டர் வீடு ரெடி ஆயிடுச்சு பாக்கும்போது பணம் கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு பண வீடு இல்லையா உனக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கேன் நான் தான் இத பாக்கறதுக்கு முதல்ல போவேன் ராமு அது மூலமா அவனுக்கு நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப ராமு யாரும் பழைய டிராக்டர் காரன்னு கூப்பிடுறது இல்ல அதுக்கு பதிலா டிராக்டர் ட்ராலி பண வீடு ராமுன்னு பேமஸ் ஆயிட்டான் மாயமரம் ரகு ஒரு கடுமையான உழைப்பாளி அப்புறம் நேர்மையாக மரம் வெட்டுபவர் ஆனா அவரு ரொம்பவும் ஏழ அவர் தன்னோட மனைவி மஞ்சுவோட ஒரு குடிசையில வாழ்ந்து வந்தாரு மல்லிகை சம்மெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நாளைக்கு சமையல் எப்படி பண்றது பேராச பிடிச்ச பக்கத்து வீட்டுக்காரம் கடுமையான வார்த்தைகளை கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க நீ கவலைப்படாத நான் நாளைக்கே காட்டுக்கு போய் மரத்தை வெட்டுவேன் அப்புறம் அத வித்து மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன் ரகு காட்டுக்கு போய் மரம் வெட்ட ஆரம்பிச்சாரு நான் தான் முன்னாடி நின்றுட்டு இந்த மரம் மரம் பேசுறத பாத்துட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு அட உன்னால எப்படி பேச முடியுது நான் ஒரு மாய மரம் நான் உன்னோட ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் குடுக்கறேன் தயவு செஞ்சு என்ன வெட்டாத ரகு கிட்ட எனக்கு அரிசி வேணும்னு கேட்டாரு அப்ப திடீர்னு அந்த மாதிரி அவருக்கு நிறைய தானியங்களை குடுத்துச்சு கோதுமை அரிசி பருப்பு அப்புறம் எல்லா பொருளும் அதெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆமா இந்த ஏழை கிட்ட எப்படி வந்தது மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நாளைக்கு என் பையனோட பிறந்த நாள் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் ஆனா கொஞ்சம் அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க எவ்வளவு அவனப்படுற விஷயம் இது நாளைக்குங்க அப்புறம் ரெடி ஆயி பிறந்த நாளுக்கு போன இங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு பொறாமையாயிடுச்சு ஆட இவ்ளோ ஏழைங்க சாப்பிடதுக்கே பணம் கிடையாது தங்கத்துல நகையும் நல்ல புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்கா அதுவும் புது புடவை நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இந்த ஏழைங்க திடீர்னு எப்படி இவ்வளவு மஞ்சுவோட பக்கத்து வீட்டுக்காரமா ராத்திரி பகலன்னு எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க ஒரு நாள் ரகு காட்டுக்குள்ள போன போது அவர்தொடர்ந்து போனா அப்பதான் அவ பார்த்தா தினமும் அவரு அந்த மரத்துக்கிட்டதான் ஏதாவது ஒண்ணும் வாங்கிட்டு வராரு வந்ததுமே அந்த நெக்லஸ் ஒரு பாம்பா மாறிடுச்சு என்னது காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க அய்யோ ரகு ரகு பக்கத்து வீட்டுக்காரர் ரகுவ ாங்க அப்புறம் அவங்க ரகுவுக்கு நன்றிய சொன்னாங்க அதுக்கப்புறம் ரகுவும் அவரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த மாய எப்பவும் ரகுவுக்கு உதவி செஞ்சுகிட்டே இருந்தது